இல்ல பரவாயில்ல எல்லாம் பேசுங்க ஆமா சொல்லுங்க சொல்லுங்க ஐய அப்படிங்கிற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலை கடைசியில வேலை கடைசி படிச்சு முடிச்ச உடனே ஐயர் படிச்சு முடிச்சவங்க கூட வந்து வெறும் அப்படின்னு சொல்ல ரொம்ப அப்படியே இதா இருப்பாங்க அவரு என் படத்துல உட்காந்துக்கும்போது என்ன எனக்கு வந்து அழகுல என்ன வந்ததுன்னா நான் வந்து ஐயோ நான் பகவான் இருக்கும்போதே ஏன் நான் பகவான் இருக்கும்போது ஒப்பாடி வந்தேன் ஒப்பாடி வச்சு என்ன ஆகும் கேட்டாரு இப்ப நான் உட்காந்துருக்கேன் உங்களோட சந்நிதிக்காக மட்டுமே நீங்களே கூப்பிட்டு வந்திருக்கீங்க நான் அதை எனக்கு கிடைக்கலாம் அப்படி இருக்கேன் இப்போ இல்லாத நமக்கு எல்லாம் அப்படி நேரம் இருக்கா வந்து ஆனாலும் போன கூட வந்துருப்பாங்க அதுதான் வந்து பகவானுடைய இது பகவான் வந்தது வந்து முக்தி கொடுக்குதான் ஏன்னா கண்ணா பொண்ணான்னு கிடந்தது ஆன்மீகம் சொல்லுங்களேன் இது வரைக்கும் முக்தின்னு யாராவது பேசிட்டு கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமோ மூவாயிரம் வருஷமா நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளவு தானே நம்ம ஹிஸ்டரியில வந்து புத்தர் தான் அதுக்கு முன்னாடி ஆழ்வார்கள்லாம் அஞ்சாயிரம் வருஷம்னு சொல்கிறா ஆழ்வார்கள்லாம் அஞ்சாயிரம் வருஷம் அஞ்சாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் அப்படின்னு சொல்கிறா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இது துவாபர துவாபர யுகம் கடைசியா துவாபர யுகம் அதுக்கு முன்னாடி திரேதா யுகம் அதுக்கு முன்னாடி சத்தியுகம் இப்போ கலியுகம்ன்றா என்ன அந்த இயான் ஆஃப் டைம் வந்து என்னன்னு தெரியல நம்மளுக்கு ஆனால் வந்து இவர் அந்த அந்த ராம அவதாரத்தில் வந்து முக்தி நடந்திருக்கு முக்தி நடந்தது முக்தி வந்து எப்படின்னா வந்து வாழ்ந்தே காமிச்சு முக்தி ராம அவதாரத்துல வாழ்ந்தே காமிச்ச ஒரு கடைசி கடைசி இவர் வந்து மகாவிஷ்ணுனுடைய அவதாரம் அவன் வந்து அந்த ஜெய விஜய அந்த இவா துவாரபாலகர்கள் யாரு ராவணனோ கும்பகர்ணனும் அவன் ரெண்டு பேரும் என்ன சொல்றா உங்களை விட்டு என்னால வந்து ஏழு ஜென்மத்துக்கு ஆக்சுவலா ஏழு பிறவிகள் என்னன்னா பெரிய சைக்கிள் இது என்னன்னா நம்ம வந்து அந்த மெய்ப்பொருளை விட்டு பிரிஞ்சு வந்து அது வந்து அந்த அறியாமைக்கும் காரணம் கிடையாது இங்கே ஏன் பிரிஞ்சோன்றதுக்கு காரணம் கேட்கக்கூடாது ஆனால் இப்போ யார் பிரிஞ்சவான்னு கேட்கலாம் புரியுதுதான் பிரிஞ்சவா யார் அப்படி கேட்குறது தான் அதனுடைய விவேகம் இல்லையா நான் எப்படி அதாவது நானுன்னு வந்து எப்படி இங்கே கொம்பு வச்சுன்னு தனியாக எப்படி முளைச்சான் அப்படி கேட்கறது விவேகமே தவிர எப்படி வந்து இந்த அறியாமல் இருக்கலாம் எப்படி அந்த கடவுள் வந்து பிரிய வைக்கலாம் எப்படி இப்படிலாம் கேக்கிறா அது அது வந்து சத்பொருள் அது வீரியத்துக்கு முன்னாடி வந்து மாயை வந்து மாயையெல்லாம் கொழுந்து விட்டு தண்டமாடும் வெறும் ஆகாயமே வந்து இங்க எல்லையில் அது இது ஸ்பேஸ் வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்றோம்ல ஆகாயம்னாலே ஆனாலே சமஸ்கிருதத்துல ஆ தினம் அப்படின்னா ஹோல்டேன்னு அர்த்தம் ஆ காயம்னா வந்து பெரிய உடல்னு அர்த்தம் எல்லையில்லாத உடல் அர்த்தம் இன்ஃபினைட் இன்ஃபினிட்டி தானே ஸ்பேஸு ஸோ அந்த ஸ்பேஸுக்கே பதில் கிடையாது ஆனால் எல்லா மாயைகள் கம்ப்ளீட்டா இது பேர் சமஷ்டி மாயான்னு பேர் நம்மளுக்கு நம்மளுக்குள்ள இருக்கிறது பேர் வந்து மறை மறைஞ்ச் அதாவது மறைப்புன்னு அர்த்தம் அதுதான் அவித்தைன்னு வா தனி மனத்துக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவித்தை கண்ணை கட்டியிருக்கு உள்கன்று கட்டி புத்தி கண் கட்டப்பட்டிருக்கு மனக்கண்ணு கட்டப்பட்டிருக்கு ஆன்ம கண்ணு சுத்தமாக இல்லவே இல்லை அதனால தான் ஒவ்வொரு தூக்கத்தையும் கோட்டை விடுறோம் தூங்கிட்டு தூங்கிட்டு உடம்பா தூங்கிட்டு ஒரு வெஜிடபிள் மாதிரி எழுதுக்கிறோம் அப்புறம் மரணத்தை கண்டு ஒரு பயமான பயம் இங்கே எங்க ஆரம்பம்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு ஆரம்பமா அப்புறம் வந்து என்றைக்கோ ஒரு நாள் டபுக்குன்னு வெயும் மூச்சு தூக்கம் மாதிரி உள்ளே போகிறது வந்து முடிவான் இது வந்து ஒரு ஒரு சேனிட்டி வேண்டாம் ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் தனக்குள்ள பார்த்துருந்தா தான் தெரியும் இல்லையா உள்ள பார்த்துருக்கணுமா இல்லையா அது அதுக்கு வந்து வந்தபா வந்து கிருஷ்ணர் வந்து அதுக்கு வந்தார் அதனால முழிச்சிக்கலன்னு தெரிஞ்சுப்பச்சு அதனால எல்லாத்தையும் துவம்சம் பண்ணு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் வாரில் வந்து ஒரு லட்சம் பேர்னு பதினெட்டு நாள் குருக்ஷேத்திர போர் நடந்தது இல்லை பதினெட்டு லட்சம் பேரை தூக்கணும்னே வந்தார் அது வேறு அந்த ராஜாக்கள் எல்லாம் எல்லாமே துஷ்டர்கள் ஸோ அதனால் அந்த அவதாரத்தில் அப்படி போச்சு அதுலேயும் ரொம்ப அவரோடையே முக்திக்கு வந்தவன் யாருன்னு பார்த்தேன்னா கோபிகைகள் அந்த ரிஷிகள் அந்த இது இருக்கு இல்லையா மதுராலேயும் அது பெருந்த நந்தகோபரோடு இருந்தாலே அந்த இடத்துலையும் அந்த கம்யூனி அவள்லாம் முக்தி அடைஞ்சிருக்கான் சர்வசாதாரணமா இடையர்கள் இவா அவள்லாம் முக்தி முக்தி கிளையாரா முக்தி ராம அவதாரத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டு சில பேருக்கு முக்தி ஏன்னா அவர் வந்து பதினோரு வயசுக்கு வந்து பூர்ண ஞானி ஆயிட்டார் யாரு ராமர் ராம அவதாரத்துல அதாவது நினைவு வந்துடுது அவளுக்கு இது வந்து என்னமோ கண்கட்டு வித்த ஸ்பேஸ்லேருந்து எல்லாத்தையும் சந்தேகிக்கிறார் தனி இருப்ப சந்தேகிக்கிறாங்க தனியா எங்கிட்ட ஒரு புத்தியில என்னமோ ஒரு எண்ணம் ஓட்டமா பறக்கும்போதும் அது வந்து இவரு தான் கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் தான் வந்து பரமாத்மாவே தானே அவதரிச்சுடுது ராமர் வந்து அதாவது வந்து அவளுக்கு வந்து அந்த ஞானம் அடைஞ்ச பிறகு தெரிஞ்சிடும் ஞானம் அடைஞ்ச பிறகு வந்து இது பரிபூர்ணமா பரம்பொருளே அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படி அவரை தெரிய வச்சவர் வந்து வசிஷ்டர் அந்த ஒன்பது பத்து வயசுக்கு சகஜமா வந்து ஒரு ராமாவதாரத்துல பிறந்து ராமரா பிறந்து அதாவது ரொம்ப அருமையான பிள்ளையா அந்த புத்திர காமிஷ்டி யாகம் பண்ணி இதெல்லாம் பண்ணி அந்த பாயசத்தை கொடுத்து அவ மூணு ஒய்ஃபும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இவர் பிறந்ததுன்றது வந்து அப்படி வந்து அவருக்கு டியர் யாருக்கு தசரதற்கு அந்த பையன் வந்து ஒரு ஒம்போது வயசுக்கு மற்ற பசங்க மாதிரி உடனொத்த பசங்க மாதிரி ஒரு விளையாட்டில் ஆர்வம் கிடையாது இதில் ஆர்வம் கிடையாது உள்ளுக்குள் எப்பாரு வந்து தனித்து உட்காந்துன்னு இருக்கிறது இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு இதுவாகிடுறது என்னடா இது ரொம்ப காசாசியாக பெற்றுண்டோம் வயசான காலத்தில் அது வந்து இப்பேற்பட்ட இதுவாக இருக்கே என்னமோ டல்லாக இருக்கே என்னமோ இதுவாக இருக்கேன்னும் அவருடைய குலகுரு வந்து விஸ்வாமித்துறது ஸோ அவர்கிட்ட போய் இதை சொல்கிறார் இந்த மாதிரி இந்த குழந்தை வந்து இப்படி இருக்குது இம்போது பத்து வயசு விளையாட மாட்டேன்றான் இங்கேயும் போக மாட்டேன்றான் மத்த பசங்க கூட பரவாயில்ல அந்த பசங்களை வந்து இவனால பக்கத்துல இருக்கு லக்ஷ்மணன் வந்து கூட வந்து ஆதிசேஷன் தானே ராமானுஜ் அனுஜகன்னா வந்து தம்பின்னு அர்த்தம் அக்ரஜன்னா அண்ணான்னு அர்த்தம் அனுஜன்னா தம்பி ராம அனுஜன்னா ராமானுஜன்னா லக்ஷ்மணன் அர்த்தம் ஸோ அந்த மாதிரி வந்து இவரும் லக்ஷ்மணனும் கூடயே இப்ப பாருக்கும் போது இல்லை இவருக்கு வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாது இது இந்த குழந்தை வந்து ஸ்பெஷல் அதுதான் என கண்டுபிடிச்சிக்கிறது உள்ளே திரும்பிய மனத்தை இது என்ன பண்ணோம்னு அது சென்சிட்டிவிட்டினோட உச்சத்தில் இருக்கும் அப்படிதான் ஆனால் இப்போ உலகம் வந்து எல்லாரையும் வந்து ஆட்டு மாதிரி படிப்பு எல்லாருக்கும் ஒரு கிரேடு ஒன்றாம் கிளாஸு ரெண்டாம் கிளாஸு மூணாம் கிளாஸு அப்படின்னு எல்லாம் போட்டு அதில் இலக்கு வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் எல்லாம் போட்டு இதில் வந்து எல்லாம் வந்து பெரிய பெரிய உள்ளுக்குள்ள நிறைய சோல்ஸ் இருக்குது எல்லாம் வெளில வரும் ஸோ அந்த மாதிரி வந்து இவருக்கு ராம ராமர் காலத்தில் இது வந்து பெரிய பொருள் உனக்கு தெரியாது நான் பார்த்துக்கிறேன் இவனை வந்து ஒரு ஒரு வருஷம் வசிஷ்டர் கிட்டாங்க ஏன்னா அவர் ரெண்டு பேருக்கும் பாம்பின் கால் பாம்பறியும் இல்லை ஞானியரையும் ஞானியரே அறிவர் வேற இந்த பிரபஞ்சத்தில் யாராலையும் அறிஞ்சிக்க முடியாது விஸ்வாமித்தருக்கு தெரியும் இல்லையா இந்த பிரம்மரிஷி பட்டத்துக்கோசரம் எப்பேற்பட்ட அவர் வந்து சத்திரிய வம்சத்தில் பிறந்துட்டோ எப்பேற்பட்ட சாதகம் பண்ணியிருக்கார் அசுர சாதகம் பண்ணியிருக்கார் ஒவ்வொரு தரவையும் தப்ப பலத்தெல்லாம் இழந்துட்டார் அதெல்லாம் வந்து இந்த சித்து வேலையிலெல்லாம் போய் மாட்டின்ட்டார் யாருக்கு அந்த இவனுக்கு திருசங்குக்கெல்லாம் சொர்க்கத்தெல்லாம் உற்பத்தி பண்ணார் எல்லாம் பண்ணலாம் அங்கே போகிற வழியில் அத்தனை சித்தும் கிடக்கு அதிலெல்லாம் விரகம் பண்ணிட்டார் என்ன குருட்டு உலகம் என்ன பண்ணோம் அவங்க கிட்டே அதை தான் கேட்கும் எனக்கு சித்த ஸோ யாரோ ஒரு திருசங்குக்கோசரம் ரோஷப்பட்டன்ட்டு தன்னோட தபோபலத்தெல்லாம் வச்சு ஒரு தனி உலகத்தையே சிருஷ்டி பண்ணார் மானசீக உலகம் எல்லாம் மன உலகம் கடைசி வரைக்கும் மன உலகம் போகவே போகாது விஸ்வாமித்தரர் வந்து திருசங்குன்றவருக்கு திருசங்கு சொர்க்கம்னே சொல்லுவாள் அதாவது வந்து நிஜமான ஒரு சொர்க்கம் இருக்குது அதாவது இறந்த பிறகு மன உலகத்தில் ஒரு சொர்க்கம் இருக்கு இங்கே வந்து எல்லாமே வந்து அதாவது நான் இங்க ஏன் கொடுக்குறேன்னா அங்கே நல்லா இருப்பேன் அப்படின்னு பண்ணுவாள் நான் இப்ப ஏன் சேர்த்து வைக்கிறேன்னா அறுபது வயசுக்கு நிம்மதி கட்டலாம் அப்படிதான் நம்ம பண்றோம் நான் இன்னைக்கு இருபது வயசுலேருந்தே சேவிங்ஸ் ஏன் பண்றேன்னா என்னுடைய அறுபதாவது வயசுல எனக்கு லட்சம் ரூபாய் பென்ஷன் வரும் அப்படின்னு சேவ் பண்றோம்ல அந்த மாதிரி எல்லாம் லாப நோக்கோட இங்க புண்ணிய கர்மங்கள் பண்ணியிருந்தா தான தர்மங்கள் பண்ணியிருந்தா அந்த மனம் ஆகும் ஃபார்ம் இருக்காது ஆனால் சுகமா இருக்கும் அங்கே ஒரு பெரிய கனவுல இருக்கும் தூக்கத்தில் ஒரு கனவு வரா மாதிரி சொர்க்கமோ சொர்க்க புரியா இருக்கும் உடல் போனது கூட தெரியாத அளவுக்கு என்னமோ சொர்க்கம்னு நினச்சிட்டு அங்கே அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி இங்கே தப்பு பண்ணுறதெல்லாம் வந்து இவன் இவன் வந்து இப்படி இருக்க கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு போட்டா போட்டி பொறாம கொண்ட உள்ளங்கள் நரகத்தையும் அனுபவிக்கிறது எல்லாம் மன உலகங்கள் இப்போ வாழிற நனவு மன உலகம் இந்த பிரபஞ்சம் நனவு இது கனவு அதாவது மன உலகம் மனத்துல இந்த பிரபஞ்சம் இருக்கு நம்ம மனத்துல இருக்கு அதுவும் மனத்துல இருக்கு ஆகாசமும் மனத்துல இருக்கு ஆகாசமும் மனம் நம்மளுடைய நம்ம மனத்துல நாமே கற்பனைன்றது நம்மளுக்கு தெரியாது ஆமா அந்த ஒரு டிவில ஸ்கிரீன்ல படம் ஓடிட்டு இருக்கு. ம். னிதாங்க ஒரு கன்னடியா வந்து டிவில வந்து கன்னடில எத்திர படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கே. ஆனா அந்த டிவி கேய்தாக்க இருக்கிற அந்த சீனை தான் கண்ணு வந்து பார்த்துட்டுட்டால சாங்ல தான் போர் தெரியுது. ஆமா. ஆமா அப்படி தான். அப்படி தான். பல்லப்பட்ட கன்னடி. இப்ப வந்து பல்லப்பட்ட கன்னடி ரூம்ல பல்லப்பட்ட கன்னடி ரூம் அதுக்கு தான் அந்த புரூஸ்லி படம் சொல்றேன். என்டர் தி டிராகன் சொல்றேன். லாஸ்ட் சீன் क्लाइमेक्सல அது ஒரு அந்த வில்லனும் அவனும் சண்டை போடும்போது எங்க இருக்கான்னே தெரியாது கடைசி கடைசி அதை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா கண்ணடியும் உடைப்பான் டப்பு டப்பு உடைச்சு அந்த ரிஃப்ளெக்ஷனை உடைப்பான் ஆனால் வந்து எல்லாம் ஒன்றுத்த ஒன்று ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்குல்ல இப்போ நீங்க சிவலிங்கத்துக்கு முன்னாடி கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வட்ட வடிவில் நிறைய பட்டையில கண்ணடி வச்சிருப்பா ரவுண்டா நடுவில் ஒரு கண்ணாடி இருக்கும் அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிருப்பா அந்த தீபம் சென்டரில் ஒரு தீபமாகவும் தெரியும் அது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும் அதிலெல்லாம் எல்லாத்துலேயும் ரெஃப்ளக்டிங்காக தெரியும் கம்ப்ளீட்டாக ரெஃப்ளக்ஷன் தெரியும்ல அந்த மாதிரி இந்த நடுவில் இருக்கிற தீபத்துக்கு வடிவம் கிடையாது அதுதான் சத்புருண் நம்மளுக்குள்ள உங்கள் உங்கள் எண்ணத்துக்குள்ளே உங்கள் எண்ணங்கள்லாம் பல பட்ட கண்ணாடி அதில் நீங்களே என்ன பண்ணுறீங்க நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பாரு நான் நேற்றுக்கு பண்ணது வந்து அதனால தான் நான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்மளை கண்டிக்கிறவனா நினைச்சிட்டு ஒருத்தன் பேசுறான்ல உள்ள அவனும் வந்து அந்த பலப்பட்ட கண்ணாடியில ஒரு ரிஃப்ளக்ஷன் புரியுதா அந்த மாதிரி பேசறதுக்கு அங்கே ஒரு அவன் என்னத்தை நினைச்சுட்டு பேசுறான் அந்த உடம்ப தானா நினைச்சிட்டு அந்த எண்ணம் பேசுறது கரெக்டா மற்ற எண்ணங்களை மிரட்டுறது என்னாலதான் நழஞ்சேன் புத்தி தான் கெட்டு போச்சு அப்படின்னு நம்மளை நொந்துக்கிறதோ இல்லாட்டி நம்மளை புகழ்ந்துக்கிறதோ எல்லோரும் தனித்தனியாக ஒவ்வொரு செகண்டும் விழித்த பிறகு வாழ்க்கையில் தங்களை நொந்துக்கிறது இல்லாட்டி தங்களை மகிழ்விச்சிக்கிறது பெருமை பாராட்டிக்கிறது அப்புறம் நானை மாத்திரம் பெருமை பாராட்டுறது இல்லை என்னுடைய குரூப்பெல்லாம் பெருமை பாராட்டுறது திறமைகளெல்லாம் பெருமை பாராட்டுறது இப்படின்னு வந்து பல பட்ட யார் எங்கே இருக்கா எவன் உண்மை ஒரு எண்ணம் உண்மையாக எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸா இல்லாட்டி எதுவும் சப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னு தலகால் ஒன்றும் தெரியாம ஒரு குழப்பாட்டம் பேர் வந்து மாயின்னு பேர் அது மாயின்னு பேர் இதுல வந்து அந்த ஒம்பது பத்து வயசு ராமருக்கு வந்து இந்த இது என்ன பொருள் இங்கே இருக்கு ஞானம் ஞானத்தாபம் கொண்ட வாழ்க்கெல்லாம் என்ன இதுன்னா அதில் உடம்பு டைமு படஞ்சேற்கறது மீதி எல்லாம் போயிடும் என்னமோ ஒரு ஒரு தாபமாக தனித்து வந்து தேடுதல் ஆரம்பிச்சிடும் பத்தி ஆரம்பிச்சிடும் அந்த சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது அவலகத்தில் ஸோ அப்படி இருக்கிற அந்த இதில் வந்து என்ன பொருள் இங்கே இருக்குது அப்படின்றது தான் அவருடைய இது அதுவும் சொல்ல தெரியல இப்போ அப்பாவை கூப்பிட்டு கேட்குறாரு எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வைக்கிறாரு என்ன வாங்கி வச்சாலும் வந்து கசக்கிறதே பிடிக்கலையே இது கேட்கலை நான் அவர் என்னமோ அது அது இதை எதிர்பார்க்குறவனோ இந்த பொம்மையை எதிர்பார்க்குறனோ இந்த விளையாட்டை எதிர்பார்க்குறனோ அதை எதிர்பார்க்குறனோ இதே தான் புத்தருக்கும் நடந்தது புத்தருக்கு பதினஞ்சு பதினாறு வயசுலேருந்து கேளிக்கை மயம் அப்படி எல்லாத்தையும் கொடுத்து அந்த கோட்டைக்குள்ளே அப்படியே இவன் வந்து இவன் ஏன்னா பிறவிலேயே ஜாதகத்தில் இருக்குது பெரிய மகாத்துறவியாக போகிறான்ட்டு அவனை எப்படியும் போக விடக்கூடாதுன்றதுக்கு எப்பேற்பட்ட எதிர்க்கணும் ஏன்னா அவரும் சக்கரவர்த்தி யார் அந்த சுத்தோதரர்ன்ற புத்தரோட இவரும் சக்கரவர்த்தி ரிச்சந்திர வம்சம் தானே வாழலாம் ஆஹ் சக்கரவர்த்தி ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரனோட இருந்தவராச்சா இவர் புதுசுவாமி தெரியா அவனை போட்டு சத்தியத்தை இது பண்ணவராச்சோ அந்த ரிஷிகள்லாம் வந்து ஞானத்தை கடைஞ்சி வெளில கொண்டு வரா ராஜாக்களை ஃபர்ஸ்ட் நிமித்தரா இதுதான் அதுக்குதான் அவ குலகுருவா இருக்கா ஆச்சாரியாளா இருக்காள் இந்த மாதிரி சும்மணி ராஜ்ய பரிபாலனெல்லாம் இங்கே வேண்டாம் நீ ஞானியாக இல்லையா உங்கள்கிட்ட ஞானம் எந்த அளவுக்கு இருக்குது இதுதான் அவளோட கேள்வி அதனால் பிரகல்லாதன் அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளை பிரகல்லாதனோட புள்ள மகாபலி சக்கரவர்த்தி எல்லாரையும் வெளில கொண்டு அவளுடைய ஹையஸ்ட் என்ன ஞானத்தில் என்ன அதே ஜனக மகாராஜா இந்த ஜனக்கராக எந்த ஜனக்கர்ன்றது இன்னும் டிஸ்பியூட்டில் இருக்குது யார் சீதையினுடைய அப்பாவா இல்லாட்டி வேறு ஒரு ஜனக்க மகாராஜா இருந்தாலான்னு ஒரு டிஸ்பியூட் இருக்குது அவரும் பெரிய மகா ஞானியாக ஆனார் யார் அந்த ஜனக்கர் அஷ்டாவக்கரர் வந்து அவருக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி அதெல்லாம் இருக்குது திருப்பூர் ரகசியத்தில் வரும் ஃபுல்லாக ஸோ இப்படி வந்து இந்த குழந்தைக்கு என்ன வாங்கி வச்சாலும் இல்லைன்னொன்னே இது இந்த நீ என்ன நிரப்பினாலும் அது ஃபுல்லாகாது திருப்தி ஆகாது அதனுடைய தேடுதல் இந்த உலகத்தை சம்பந்த விஷயம் இல்லை மெய்ப்பொருள் என்னன்னு தேடுறது உண்மை பொருள் என்ன சத்தியம் என்ன ஏது எங்கே இருக்குது உடம்பில் இருக்கா மனசில் இருக்கா மனசின்றது என்ன ஏது எல்லா சைன்ஸும் கேட்குறது அதுக்கு பிஹெச்டி பண்ணவர் அவர் சிஸ்டர் அவர்கிட்ட அனுப்பிணேன் அவரோட போய் அந்த அதுதான் பூரா யோகா வசிஷ்டம் அதில் வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பார் அவர் அவரும் சயின்ஸாக தான் சொல்லி கொடுப்பார் எங்கேயாவது வந்து ஒரு இறந்த ஆட்டுக்குட்டி வந்து உயிர் புகுந்துருக்கா உள்ள இது எல்லாமே பூலி உயிர்னு சொல்லுவார் அவர் உடம்பில் இருக்கிற உயிர் அது வந்து மனத்தினால வெளில வர்றது மனம் வந்து எண்ணமே உன்னால் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் வந்து இவ்வளோ கேள்வி மயமா இருக்கீள் தாபமயமா இருக்கீள் அந்த உணர்ச்சியை எடுத்து காமிக்க முடியுமா காமிக்க முடியாது சாதாரண ஸ்தூல உணர்ச்சி கூட எடுத்து காமிக்க முடியாது பசிக்கிறதுன்றது வந்து நீங்கள் சாப்பிட்டு அந்த பசியை தணிச்ச பிறகுதான் காரியத்தில் தான் காரணம் வந்து ஃபில்லப்பாடுறதே தவிர காரணம் நீங்கள் பசிச்சிருக்கீன்றது தெரியவே தெரியாது நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சும் தெரியுமா எவ்வளவு பசியோட இருந்திருக்கேன் எவ்வளவு தாகத்தோட இருக்கேன் அப்படின்லாம் சொல்லணும் சோ பிசிக்கல் உணர்ச்சிகளை கூட இங்க வந்து வெளியில எடுத்து காமிக்க முடியாது ஸோ எல்லாம் எங்க நடக்கிறது நல்லா பண்ணும் ஆமா அந்த நேரடியா இப்ப வந்து நீங்க வந்து நம்பரே போட வேண்டாம் பகவானுடைய ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம்ல எங்கேருந்து தொட்டாலும் மொத்தம் மொத்த சயின்ஸும் வந்துடும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்ன எங்க தொட்டாலும் வந்து மனத்தை பத்தியே சயின்ஸ் தான் ஞானம் வந்து மனத்தை பத்திய சயின்ஸ் அந்த மனமே வந்து ராத்திரி தூக்கத்துல இல்லை ராத்திரி தூக்கமும் மனத்துள்ள இருக்கு பொருமா அதான் மனம் தூக்கத்துல நம்ம என்ன சொல்றோம் எழுந்துக்கும் போது ஆனா தூங்கினேன்னு உடம்பு தூங்கினவனா நினைச்சிட்டு பேசுறோம் அதை பேசுறதும் மனம்தான் காலமே அந்த ராத்திரி வேலைன்னு சொல்றது காலம் கூட பொய் காலம் இந்த பகல் வேலைன்னு சொல்கிற இன்றைக்கி ஏதோ ஒரு நாள் கிழமை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கூட கண்கட்டு வித்த ஸோ எல்லாத்தையும் இங்கே வந்து நம்ம வந்து நேரடியாக அன்பஸ்வரூபத்தை உணர்றது ஒன்று தான் இந்த மனிதன் மனிதனாக பிறந்தவனுக்கு வந்து அடைய வேண்டிய ஒரு பெரிய பதவி அது வந்து எந்த காலத்துலேயும் வந்து இந்த மூவாயிரம் அஞ்சாயிரம் வருடங்களாக அவர் வந்து புத்தவர் அதுக்கு தான் ஆரம்பித்தார் அவர் வந்து நாலாந்தா பல்கலைக்கழகம்லாம் ஆரம்பிச்சிருக்கார் ஆரம்பித்து அந்த ஹீனயானா டெக்னிக்ஸ்ன்னு ஆரம்பித்தார் அப்புறம் அந்த துறவு வந்து ஃபெயில்யூர் ஆகிடுச்சு அது என்ன பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து மனித மனம் வந்து ரொம்ப விசித்திரமானது நீங்கள் வந்து ஆக்கர்ஷிக்கப்பட்டு துறவுக்கு உரவாருப்பா அப்புறம் இன்னொரு செட்டு வந்து ஏமா வந்து துறவுக்கு கூப்பிட்றான் எல்லாரையும் குடும்பத்து பசங்களெல்லாம் கெடுக்கிறான் பெண்களெல்லாம் பிக்குனிகளாக ஆக்குறான் புத்த பிக்குங்களா அப்படி இப்படின்னு அவர் மேலேயும் இது புறம் உலகம் இது ஸோ இங்கே வந்து விழிப்பு நிலையில ஆக்சுவலா வந்து இதெல்லாம் முடிச்சு வச்சு அற்புதமா இதை விஞ்ஞானமா மாத்தினார் யாரும் எங்கேயும் போக வேண்டாம் எங்க போறது போறதும் திருப்பி ஆமா அதுவே வந்து அவர் வந்து அதெல்லாம் வருந்தினார் ஒரு காலத்துல ரெண்டா பிரிஞ்சது புத்தருடைய காலம் பாத்தீங்கன்னா ஹீனயானான்னு ஒரு காலம் ஹீனயானா என்ன அங்கஹீனா என்ன அர்த்தம் ஹேண்டிகேப்டுன்னு அர்த்தம் உடல்ல ஏதோ பழுது கொண்டவர்னு அர்த்தம் இல்லையா உடல் ஊனமுற்றவான்னு நிறுத்தம் அந்த மாதிரி அந்த ஹீனயானா பீரியட்ல வந்து அவருக்கு வந்து பிரமிச்சு போயிட்டார் அந்த உண்மை இங்கே இருக்கு உண்மையை கடைசியில் எங்கே கண்டுபிடிச்சார் ஏதோ ஒரு பௌர்ணமி நாளில் புத்த பௌர்ணிமான்னு இப்போ அந்த நாளில் அவர் மகா ஞானம் ஞானமடைஞ்ச நாள் அன்னைக்கு அந்த ஞானம் அடைஞ்ச அவர் என்னத்தை கண்டுபிடிச்சாரு ஆடாடா தனியாக ஒரு இதுவே இல்லைப்பா தனியாக ஒரு சுட்டறிவே இல்லைப்பா சுட்டறிவுன்னா என்னங்க இப்போ நீங்கள் கேள்வி கேட்கற இல்லை யா யாரோட கேள்வின்னு கேட்டா என்னோட கேள்வின்னு சொல்வேள் என்னோடதுன்றது நீங்க என்ன நினச்சிட்டு இருக்கேன் உங்க மனம் நினச்சிட்டு இருக்கேன் உங்க மனத்துல எழுந்த சந்தேகம் நினைக்கிறேன் இல்லையா அந்த சந்தேகத்துக்கு எண்ண வடிவம் தானே அதை கொடுத்துருக்கேன் அந்த எண்ணத்துக்கு ஒரு சுய அறிவு இருக்கா நம்மளாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நான் வந்து ரொம்ப லாஜிக்கா பேசுறேன் ஒரு ரீசனபிளா இருக்கேன் நியாயமா இருக்கேன் தர்மமா இருக்கேன் தர்மமா இருக்கேன்னா ஏன் கிருஷ்ணர் வந்து சர்வ தர்மான் பருத்திய மாம் சரணம் ரஜன்னு சொல்லணும் தொள்ளாயிரம் ஸ்லோகத்தை பதினெட்டு அத்தியாயத்துல கொடுத்துட்டு ஒரு ஸ்லோகத்துல எல்லாத்தினுடைய சீக்கிரட்டையும் போட்டு உடைக்கிறாரா இல்லையா என்ன சொல்றாரு சர்வ தர்மான் பருத்திய மாம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபியப்பியோ மோட்ச இஷ்யாமி அப்படின்றாரு எதுக்கும் பண்ண வேண்டியது என்ன சர்வ தர்மங்களையும் தியாகம் பண்ணு தியாகம் விட்டுடு அங்க இல்லப்பா தர்மத்தில் தர்மமே இல்லப்பா தூங்கின்றா அதர்மவானா தூங்கின்றா நம்ம தூக்கத்துல பிரபஞ்சமே இல்லாதப்போ தர்மங்கள் எங்க இருக்கு அதர்மங்கள் தான் எங்க இருக்கு கெட்டவன் எங்க இருக்கான் யாதோ சமூகத்தினால ஒருத்தனை கெட்டவனு சொல்றா வச்சுங்க அவருக்கே அவர் கெட்டவனா இருக்க முடியாதே அந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு உணர்வு பிரதேசம் இருக்கா இல்லையா அப்படின்னா பிறப்பும் இறப்பும் கண்கட்டு வித்தியா இல்லையா அது மேலே நிழலாட்டம் மாதிரி ஆடுற சினிமா படம் தானே பிறப்பிறப்பு அதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் வந்து மனத்து நல்ல வருது ஆஹ் இப்ப வந்து பாசிட்டிவ் ஏன் வருது அந்த நான் பாவம் என்ன பண்றது இந்த சைட விட்டான் அந்த சைடு அந்த சைட இந்த சைடு புடிச்சுக்கிறது இரட்டைகளை கொண்டது பேர் மனம் அதுக்கும் பின்னாடி போனாரு இது நாள் வரைக்கும் வந்து யார் போனார் போனார் நான் சொல்றது வந்து பகவான சொல்ற இது நாள் வரைக்கும் அவ வந்து புத்தர் பண்ணாரு மகா யானான்னு உலகத்தே கலிக்கினாரு ஹீனயானான்னு கலக்கினார் ஃபர்ஸ்ட் கடைசி 10 வருஷம் வந்து மகாயானான்னு போச்சு அதுலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது அந்த திரிபுர ரகசியம் வரும் ரிபுகீதை வரும் அப்படியே பகவானுடைய வச்சனாமிரதம் மறக்கும் நம்மளுக்குலாம் பாக்கியம் கிடச்சதுன்னா அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிக்கணும் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே அதாவது ஆதிபராசக்தியை வந்து வர்ணிப்பார் மகா பிரஜ பாரமிதான்னு பேர் பிரஜ பாரமிதா சூத்ராசுன்னு ஒன்று இருக்கு அது வந்து கடைசிக்கு கடைசி இதெல்லாம் மகாயானா பீரியடு முதல்ல வந்து எப்படி நான் சொல்லுவேன்னு இருக்கும்பொழுதுதான் அந்த சுஜாதான்ற பொண்ணு அவர் அன்னைக்கு வந்து அது பார்க்கறது அந்த தேஜோமயமான அந்த முகத்தை பார்க்கறது யாரு புத்தனுடைய முகத்தை பார்க்கறது உங்ககிட்ட பெரிய மாறுதலை நான் பார்க்கறேன் என்னன்னு தெரியல ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சின்ன பொண்ணு ஒரு பதினாறு வயசு ஸ்பூனு பதினஞ்சு வீஸ் ஸ்பூண்ணு கடைசியில் எலும்பு தூலும் ஆயிட்டார் அவர் இப்போ ஒரு பருக்க சாதத்தோடெல்லாம் வாழ்ந்திருக்கார் அந்த ஞானத்துக்கோசரம் இப்போ பேர் பெட்ட சக்கரவர்த்தியோட புள்ள போராடுறார் அந்த உயிரோடு போராடுறார் அது போகிறது சாகப்போகிற மாதிரி போகிறது ஆனாலும் பார்த்தோன்னு இது என்னன்ட்டு அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் சடான்னு உடையிறது உண்மை தெரியுது சே சே முதல்லே மிஸ் பண்ணிட்டேன் நான் ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டேன் ாலும்ப உருவளும் நீ பண்ணிண்டே இருப்ப நீ என்ன பண்ணாலும் அது வந்து உண்மை வந்து உனக்கு காட்சி பொருளாக முன்னாடி வந்து சிக்காது இதை பண்ணுறது எது ரேகான்றவளுடைய புத்தியினுடைய சூக்குவமான ஓயாத சலிக்கும் தன்மை கரெக்டா சலிக்கும் தன்மை சலிக்கும் தன்மை அது எது ஆமாம் அது உணர்வு தானே நம்ம அது தானே சொல்கிறோம் இப்போ பாரு நான் என்ன சொல்றேன் பேர் இருப்புன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் அதாவது வந்து மூணு வார்த்தைகளை பிரிக்கவே முடியாது எல்லாமே இருக்கு அந்த மூணு வார்த்தைகளுக்குள்ள அந்த அது அதனுடைய பிரம்மாண்டமான அம்சம் இருக்கு இது வந்து மெயின் லட்சணம் அது ஃபர்ஸ்ட் இருப்பு என்ன இருப்பு இருக்கிறேன்ற இருப்பு வந்து திருப்பி வந்து ஜெயலட்சுமின்ற ஒரு இருப்பு கிடையாது ரேக்கான்ற இருப்பும் கிடையாது இந்த மைத்திரியான்ற இருப்பு எந்த இருப்பும் கிடையாது இந்த பிரபஞ்சம் நம்ம தூங்கிட்டு இருக்கும் அது இருந்ததே அப்படின்னு அந்த யுக்தி சொல்ற வார்த்தை கிடையாது இப்பவே பிரபஞ்சம் இல்லை உணர்ந்தவனுக்கு புரியுறா ஆ அது அதுவாகவே இருத்தல் அது அதுவாகவே இருத்தல் அது இதுலாம் பார்த்தேன்னா தாய்மான்வரெலாம் அதை ரொம்ப ஒரு மாதிரி நான் எடுத்துன்னு அவர் ஒரு மாதிரி எடுத்துன்னு போகிறார் தாய்மான்வர் நீங்கள் ஃபஸ்ட்டு மைக்கை வச்சுருங்க ஏன்னா ரெக்கார்டிங் வந்து போகிறதும் தெரியல எனக்கு அந்த இதுவீங்களே மாதிரி அவங்க எங்கிட்ட என்ன அவங்க நிறைய கேட்குறாங்க இவங்க இவங்ககிட்ட இந்த மைக்கை கொடுக்குறாங்க மக்கள் அந்த உணர்வுல இருக்கிறதா தியானமா இருக்கு எனக்குற இருக்கும்போது என்னோட உடல் இருக்கிற ஞாபகமும் எனக்கு இருந்துகிட்டு இருக்கே அது இல்லாமல் போகணும் அதாவது நீங்க இப்போ இப்போ வந்து எல்லாருமே இப்போ வந்து என்ன எப்படி ட்ரெயின் ஆயிட்டானா ஆமா அதாவது இதெல்லாம் எதனோட தாக்கம்னா வந்து நம்ம வந்து பல கூட்டுக்குள்ள வந்திருக்கோம் இப்போ நீங்கள்லாம் வந்து நானும் சரி எல்லாரும் இல்லாமல் இருந்தது இல்லை இதுதான் சட்டத்திட்டமா ஞானம்ன்றதை வந்து மனத்தையே நாசம் பண்ணிடுவா வந்து ஆமத்துல இரட்டைகள் இருக்கு தியானம் பண்றவ இருக்கா அந்த மாதிரி கிடையாது எடுத்துக்கலாம் ியல் அனுபூத்தது வந்து சந்நிதியில் நடக்கிறது இப்போ நான் உங்களுக்கு நிறைய தியானம் கொடுக்க போகிறேன் எல்லாருக்குமே கொடுக்க போகிறேன் இப்போ இந்த மெய்ஞ்சான பல்கலைக்கழகம்னு முந்தானத்துக்கு வந்து ஏ தனித்தனியாக என்னத்துக்கு சொல்கிறது சயின்ஸாகி போடு சொல்லி எல்லாரையும் பண்ணவை ஆட்படவை உலக மக்கள் அத்தனை பேரும் உரட்டும் நேராக ஆட்படட்டும் முக்தின்னு ஒன்று இருக்குன்றதை வந்து அது பேண்டவர் ஹவுஸ் பாக்ஸ்னு அந்த மாதிரி உடைச்சிது காமிப்போம் மற்றவங்க கொட்டி முரசு சொல்லுவோம் நான் அதுவே போட்டிருக்கேன் இல்ல இருபத்தஞ்சு வருஷமா எந்த வேதத்திலையும் சொல்லல தன்னை அறிதலே மரித பெறவையின் லட்சியம் சொல்றது நான் உணர்ந்தது ஒரு பொருள் இருக்கு அப்படின்றது உணர்ந்தது பகவானும் அதை கிளியரா சொல்றாரு பகவான் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு தோணின வார்த்தை இது என்ன பகவான் பகவான் வந்து உபதேச உத்தியார்ல ஒரு செய்யுள்ள சொல்றாரு என்ன சொல்றாருன்னா தானாய் இருத்தலே தன்னை அறிதலாம் தானாய் இருத்தலையும் தானையும் பிரிக்கவே முடியாது இன்சபரபிள் அது எங்க இருக்கும் தூக்கத்துல இருக்கும் என்னன்னா இப்ப நீங்க விழிப்பு நிலையில அந்த அறியாமைய போக்கின்னு இருக்கீங்க தூக்கத்துக்கு தூக்கத்துல வழக்கமா வந்து ஒரு இருட்டு கும் இருட்டுல கிடக்கும் டெத்தும் இதுதான் நிஜமான டெத்து கூட அதுதான் மனம் இப்ப கூட அங்க அதில் தான் இருக்கு அதை வந்து கடைஞ்சி வந்து மனத்தை கொண்டுட்டு அஞ்சு கோஷங்களை எரிச்சுட்டு பஸ்மம் பண்ணிட்டு வெறும் இருப்பாவே இருக்கிறவா ஞானிகள் அதுதான் வந்து அந்த அஞ்சு கோஷங்களா விரிந்து வாசனைகள் வாசனைகள் தான் போல இருக்கு இதெல்லாம் கரையும் நீங்க நீங்க நீங்க இப்ப இந்த இது வந்து நீங்க நீங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி இந்த சந்நிதின்றது வந்து ஞான பீல்டு அது ஒரு ஃபீல்டு இப்ப வந்து ஒரு புதுசா வந்து ராக்கெட்ல மார்சல்ல போய் இறங்கறாரு வச்சுக்கோங்க இன்னும் போய் இறங்கல மனுஷன் போய் இறங்கல மார்சல்ல போய் இறங்குறா வச்சுக்கோங்க சந்திரன்ல போய் இறங்கிட்டா சந்திரன் வேற இடம் தானே கிராவிடேஷனே அற்ற ஒரு இடத்துல ஆம்ஸ்ட்ராங்கு அங்கே ஒரு மூணு பேர் போய் இறங்கினா அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் அந்த மாதிரி மார்சில் போய் இறங்கிடுவா சேட்டனில் போய் இறங்குவா சேட்டன் நிலாவில் போய் இறங்குவா எங்கள் ஆனால் இறங்கட்டும் எல்லாம் பண்ணட்டும் அது ஒரு வேறு ஒரு ஃபீல்டாக இல்லையா அந்த மாதிரி சற்பொருளுடைய ஒரு ஃபீல்டு அறிவு பொருளினுடைய ஒரு ஃபீல்டு உணர்வு பொருளோடய ஒரு ஃபீல்டு ஆனந்த இதெல்லாம் பொரு அது நாலு வார்த்தைகள் அஞ்சு வார்த்தைகள் போட்டுகிட்டே போகிறேன் பட் எல்லாம் ஒன்றே உண்டு அந்த இருப்பு இப்ப நான் இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது தூக்கு நிலை மாதிரி ஒரு நிலை அது ரொம்ப நீங்க சொல்லிருக்கீங்க ரெண்டு நல்லா இருக்கு நல்லா இல்ல ரெண்டும் வேண்டாம் அதுவும் எனக்கு அதுவும் வந்துட்டு போகுது அப்போ அதுதான் அந்த இருப்பு நிலையா இப்போ இருக்கு ஒரு சதி அதுதான் சதிபான சதி ஆனபான சதி அப்படின்னு புத்தர்ஸ் ஆனப்பான சதியின்னா மூச்சு மூச்சு ஓட்டத்தில் அரை மீன்னுவார் அப்புறம் வந்து வேதனானுபான சதினா சென்சேஷன்ஸு உடம்புல ஒரு உணர்ச்சி மரத்து போகிறது அதனால தான் அங்கே ஃபேன் கூட போட்டுக்கூடாதுன்னு வா அப்படியே வெத்து குட்டுச்சுன்னா அப்படியே வேற்று குட்டுறது அப்படியே அப்படியே ட்ராப் அப்படியே வரதெல்லாம் பார்த்துன்னு மூட அதாவது உடம்புக்கு ஃபஸ்ட்டு பரிச்சயப்படு அப்படின்லாம் வேதனானுபான சதி தம்மானுபான சதியின்னா அடுத்த லெவலு இப்படி அவ ஸ்டேஜஸ்ல வச்சிருக்கா வந்து பிளாஸ்டர் பகவான் ஏ இப்போ எனக்கு புரியுது உங்களோட சன்னிக்குதான் அது கவலை விட்டுட்டேன் என்னோட இல்ல அடையறதையோ அதெல்லாம் ஆனா தலை தொங்கிருக்காது தலை தொங்கிருக்காது என்ன எதுன்னு இருக்காது யாராகவோ எதுவாகவாகோ எதோ நிலையாகவோ இருப்பதெல்லாம் புத்தியினுடைய பயங்கர வாசனையினுடைய சூட்சமும் இதே தான் கிருஷ்ணர்னு சொல்கிறாரு ஜீவன் கர்மம் செய்ய கடமைப்பட்டவன் கடன் பட்டவன் எல்லாம் கடன் பிராரத் தடன் சஞ்சித கடன் ஆகாமிய கடன் கடன் எல்லா கடன் எல்லா ஒர்க்கும் ஈவன் திங்கிங் வந்து கடன் செலிச்சுக்கிறோம்ல குழந்தைகள்ல சலிச்சுக்கிறோம் நிலைமைகள்ல சலிச்சுக்கிறோம் சூழல்ல சொலிச்சுக்கிறோம் வெயில பார்த்து சொலிச்சுக்கிறோம் எல்லாத்தையும் செலிச்சுக்கிறோம்ல சொலிக்க வைக்கும்படி வந்து நீ வந்து தெரியாது உனக்கு என்னன்னு தெரியல அதனால எதா கண்டாலும் செழிப்பு அலுப்பு வெறுப்பு அப்படி போயிட்டு இருக்குறோம்ல இருக்கும் போதே இப்ப எங்களுக்கு இப்ப எல்லாமே இருக்கிறதும் தெரியுது இல்லை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுமா கொஞ்சம் கொஞ்சமா போறதா சுத்தமாடும் ஆனாங்க தெம்பு வேணும்ருசன்னு புரிய உடனே சாகத்தை அடைக்கிறோமா என்னம்மா அது என்னம்மா உடச்சு விட்டா இருக்குதான் குரு சந்நிதி இது இது வந்து இந்த உலகத்தின் இப்போ ஒன்றும் சாதாரண வந்து ஒரு ஹைவோல்டேஜ் கரண்ட்டு தெரியாமல் தண்ணியில் சிந்திடுத்துன்னா அப்படியே பரவுறதில்ல தண்ணி பூரா ஷாக் அடிக்கிறது இல்லை இது மெய்ப்பொருள்லேயம்மா அதுக்கு வந்து அது அது வந்து இந்த ம மனத்தை மொத்தம் கிட்ட சேர்க்காது மனம் இருந்தது மன வழியாகவே அவனை மறைச்சி தள்ளிவிடும் அழுக்கிறவா சலிக்கிறவா இந்த ஆன்மீகம்னாலே போர் அடிக்கிறவா அப்படின்னா அது மாதிரியே போ அப்படியே போய்டு கிட்டே வராத அப்படின்னு தள்ளிடும் இது தேவராஜ முதல பகவான கேப்பாருல வந்து அது எப்படி வரும் திடீர்னு வருமா கொஞ்ச கொஞ்சமா வருமானு கேப்பாரு அப்ப அதுக்கு பகவான் வந்து ஒரு விளக்கு ஏத்தி வைக்கிறே போதா கொஞ்சம் விளக்கு ஏத்தி வச்சா கொஞ்சம் போகுதா இருப்ப நீங்க நீங்க வந்து சசங்கம் கேக்குறீங்களே அப்புறம் நீங்க வந்து தியானம் எல்லாம் பண்ணிருக்கீங்களே அங்க உட்கார்ந்து பண்ணிருக்கீங்களா இப்ப சந்நிதிக்கு வரல எப்படி நடந்ததுன்னே தெரியாதுமா எப்படி நடந்ததுன்னு தெரியாதுமா ஆனா ஞானம் ஆயிட்டுன்னு தெரியும் ஆனா குரு சன்னிதில்தான் நடக்கும் குரு சந்நிதி சந்நிதின்னா என்னுடைய இடம் கூட நான் சொல்லலை நீங்க வந்து அந்த உணர்வுல வந்து சச்சங்கத்தை நிரப்பின்னு இருக்கிறது பார்வை எப்போ நிலையா வந்து அந்த ஞான பார்வைக்கோசனை தவிச்சுருக்கிறது என்னையே ஏன் சொல்றாரு ரமணர் இது கிருஷ்ணர் ஏன் சொல்றார் சர்வ தர்மான் பரித்திய மாம் ஏக்கம் சரணம் ரஜ அப்படின்னா மாம் ஏக்கம்னா என்ன மற்ற அடைக்கலம் அடை நான் அதுவே தான் சொல்றேன் பச்சையா நான் சொல்றேன் நான் வந்து இந்த உடல் சார்ந்து சொல்லலை நான் உலகம் பார்த்துட்டு தானே என்னன்னு சொல்லணும் இவர் வந்து ஏதோ கோடிகளில் பொறணுன்னு பார்க்குறாரு போட்டுருக்குது இந்த சாமி ஏதோ பெருசாக பில்டிங்கெல்லாம் கட்டிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அட் சயின்ஸ் இங்கே இல்லை மனித சமுதாயம் வந்துவிட்டோம் எச்சுக்கு வந்துட்டோம் மனித சமுதாயம் எழுநூத்தம்பது கோடி மக்கள் வந்து முட்டின்னு வந்து நிற்கிறோம் இந்த பூமிக்கு மேலே ஒன்றும் கிடையாது வான்மண்டலத்தை தாண்டி போக முடியாது டைம் வந்து ஒரு இல்லைஷன் தகல் கனவுங்க டைமு பொறுமா நாலு முழுத பாத்துருக்கோம் ஐயோ எனக்கு எவ்வளவு எடுத்து நான் உடம்ப காத்துக்கணும் நீர் பாதுவே ஒருச்சுட்டே இருக்கேன் மெய்ஞ்சான பல்கலைக்க வந்து கழகம் வந்தேன் பெரிய பெல் அடிக்கிறேன் சங்கு எடுத்து ஊதிருக்கேன் போனாரு புரியுதா எனக்கு என்ன உணர்வுல தோணுதுன்னா எல்லாத்தையும் ஒவ்வொன்னா ஏன்னா கழண்டு போற மாதிரி எல்லாத்தையும் விடுற மாதிரி போவோம் போயிட்டு இருக்கும் இல்லாம போவா ஒவ்வொன்னா ஏன்னா எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பற்று கொஞ்சம் கொஞ்சமா இப்போ சப்போஸ் நான் இந்த ஆன்மீகமோ இல்ல ஏதோ ஒண்ணு நினைச்சா கூட அதுவும் இல்ல இதுவும் இல்ல சோ ஒண்ணுமே இல்ல ஒரு சமுதாயத்தோல் உரிக்கிற மாதிரி ஆமா போயிட்டே இருக்கும் ஏன்னா அது போயிட்டே இருக்குன்னு சொல்ற போயிண்டே இருக்கிற விழாவ நீ இருந்துட்டு இருக்கல அது ஒரு நாள் யாருக்கோ போறது இல்ல ரேகாக்குதானே போறது எனக்கு போயிண்டே இருக்கு எனக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பற்றி வச்சிருந்தேன் இதை பிடிச்சிட்டு இருந்தேன் அதை பிடிச்சிட்டு இருந்தேன் எல்லா எல்லாம் வந்து உன்னை மீறி உன்னையே தள்ளிடும் நீயே இருக்க மாட்டேன் அத உணர்றதுக்கு கூட புரியுதா ஆக்சுவலா இது சாவாமல் சாவு ஈகோ சாவது பேரு இது அதான் உன்னோடதெல்லாம் போயிண்ட் இருக்குல்ல இப்போ உலகம் போறது கரண்டு போறது ஒரு வேலையோட இம்பார்ட்டன்ஸ் போயிடும் புரியுதா குடும்பத்தோட இம்பார்ட்டன்ஸ் போய்டும் இம்பார்ட்டன்ஸ் போய்டோன்னா அது இல்லவே இல்லை தூக்கத்தில் என்ன இருந்தது தூக்கத்தில் என்ன குடும்பம் இருந்தது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயலட்சுமியே இல்லை ஜெயலக்ஷ்மின்ற மனைவியும் கிடையாது அம்மாவும் கிடையாது எதுவுமே குணங்குரியற்ற ஒரு புள்ளி கூட ஒரு சுட்டறிவுக்கு அருகதை இல்லை இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதுதானே உண்மை இதுதான் உண்மைன்ற இங்க தனியா ஜெயலட்சுமியா எழுந்துக்கிறதுக்கோ ரேகாவா எழுந்துக்கிறதுக்கோ ஈவன் தியானம் பண்றதுக்கு கூட ஒரு அருகதை கிடையாது ஆன்மீகம் கூட இல்லை எதுவும் இல்லை ஆனா எல்லாமே ஒண்ணு இருக்கு புரியுதா உங்ககிட்ட கழுந்து போனதெல்லாம் வந்து அதுதான் ஜெயலட்சுமி கிட்டேருந்து ஜெயலட்சுமி எல்லா விதத்திலயும் பிரிவா எல்லாமே போயின்னு ஆனா எல்லாம் போனாலும் வந்து சுரூபமா மாறிட்டு இருக்கலாம் ஸ்வரூப அவஸ்தையாச்சே இது சிவம் சொல்லி ஒரு ஆடியோ இருக்கு சிவம் பார்ட் 1 அதுல பார்ட் 8 ஒன்னு இருக்கு அத நானும் கேட்டேன் என் தங்கைக்கும் ஃபார்வர்ட் பண்ணேன் அது ஒரு மெஸ்மரைஸ் ஹிப்னடைஸ் பண்ற மாதிரி அந்த பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஒரு மெதற்கு நிலைக்கு வர அளவுக்கு இருக்கு அந்த இது ஒவ்வொன்று செய்யும் போதும் கடவுள் அவன் பண்றான் அவன் செய்யறான் நீ ஒரு பிடிக்கவே கூடாது நீ வந்து அதான் சொல்லணு இப்போ வந்து இந்த தேங்காய் குட்டி இட்டி என்ன வழுக்கற தன்மை கொண்டதோ புரியுதா அதெல்லாம் வச்சு இங்கே அங்க போனோம் பெருங்காலோட போனோம்னா எப்படி போவேல அவ்ளோதான் வழுக்கு காலை வச்ச உடனே கிராவிடேஷன் லூஸ் ஆயிடும்ல அப்படியே பிளாட் ஆயிடுவீங்கல்ல வழுக்கி வழுக்கி எங்க நிக்க கையை கையை தோட்டாலும் இந்த கத்தி எடுத்து சொல்றவன் இங்கே சண்டை போடுறவன் பிசிக்கலா இருக்கிறவன் அவன் எல்லாம் ஈகோ தான் இங்க இருக்கு புரியுதா ஒரு பீமனா இருந்ததும் ஈகோ ஒரு பெரிய வாரியராக இருந்த இருந்ததும் ஈகோ தான் ஏன் கலக்கம் வருது ஈகோ ஈகோ வந்து இதுதான் ஈகோ அதுதான் வந்து ஒரு ரேகாவாவும் வந்து கிறிஸ்டலைஸ் உள்ள அஞ்சு கோஷங்களா கிறிஸ்டலைஸ் ஆகி பெண் வடிவை தத்துவிக்கிட்டு வருது அப்புறம் அந்த சுற்றுப்புறம் சூழல் எல்லாமே லிங்கடு அதோட இ உங்களோட பற்றுக்கள் தான் உங்கள் குடும்பம் உங்களோட பற்றுக்கள் தான் உங்களுடைய இந்த உலகம் அதில் நீங்கள் எந்த அளவுக்கு இது பண்ணுறீங்களோ புரியுதா பற்று வச்சிருக்களோ அதெல்லாம் அங்கே ப்ரெசெண்ட்டு இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் உள்ளே போக போக போக போக வெளியும் கழலும் எல்லாம் கழலும் ஆனால் சுரூபமாக புரியுதா இந்த பியூட்டி என்னென்னா அது தான் பியூட்டி அங்கே அது தான் சயின்ஸாக அதை பண்ணவர் ஒத்தர் இவர் ஒருத்தர் தான் சயின்ஸா பண்ணார் வேற எல்லாரும் பேசி இது பண்ணிருக்கா ஆனா முக்தின்னு அருதிட்டு கொடுக்கல ஆனா புத்தருடைய சந்நிதியில அற்புதமான சீடர்கள் எல்லாம் முக்தி அடைஞ்சிருக்கா அற்புதமா சீடர்கள்லாம் முக்தி அடைஞ்சிருக்கா ஆனா அவர் போன பாதை வந்து பெரிய சுற்று ஆனா அதெல்லாம் வந்து சும்மா அப்படி நாகாப் பண்ணிட்டாரு பகவான் அஞ்சு நிமிஷம் கூட பண்ண முடியல பத்து நிமிஷம் கூட பண்ண முடியலேர கணக்கா பண்றேன்னு ஆமா உள்ள கற்சரை போல உட்காந்து அவசியம் இல்ல சகஜமா கேக்கோங்க குடும்ப பொறுப்புகள்லாம் விடாதீங்களா புரியுதா அதாவது டைமுக்கு அதாவது இந்த சைக்கிள் இருக்குல்ல பயோலாஜிக்கல் சைக்கிள் மெட்டபாலிக் சைக்கிள் இருக்குல்ல அதில் காத்தால் எழுந்துக்கிறது அவரை அட்டன் பண்ணுறது வீட்டுக்கு வேண்டி இதெல்லாம் பண்ணுறது எல்லாத்துலேயும் பண்ணலாம் அது நான் சகஜம் பார்க்குறேன் யாரும் அதான் நான் வேலையே பண்ணியிருக்கேம்மா பதினாறு வயசுலேருந்து நாற்பத்தி நெட்டு நாற்பத்தி வயசு வரைக்கும் இதில் வேலை பண்ணும் பொழுதெல்லாம் கூட எனக்கு நிறைய டைம் இருக்கும் உள்ள ஒரே ஸ்பேஸாக இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் வேலை கிடுகுன்னு முடிஞ்சு போய்டும் மொத்தம் வேலையும் நான் வேலை பண்ற இடத்துல முடிஞ்சு போயிடும் எனக்கு அது போராது நாலு நேரம் உட்காரணும் நினைச்சுக்காதீங்க அந்த அந்த ஜெயலட்சுமியும் ரசிகங்க அந்த ரேகாவையும் ரசிகங்க அந்த கிச்சன்ல மொழமா வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கும் வந்து உள்நாட்டத்தை தவற விடாதீங்க இங்கேயும் ஸ்கிப் ஆகாது என்ன நினைச்சிருக்காங்க என்னமோ வந்து ஒரு பரத்தியானம் மாதிரி இந்த இந்த சாமியாரங்க மாதிரி இப்படியோ உட்காந்து எப்ப பாரு வீட்டுல எல்லாம் எதிர்ப்பா இருக்கும் கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்கெல்லாம் பெரிய இது என்ன பகவானே அவ அண்ணா அப்படி கேட்டாரு எப்ப பாரு யோகேஸ்வரர் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு எதுக்கு படிப்பு போக வேண்டிதானே எங்கேயாவது அப்படின்ன உடன்தான் அதுதான் உரைச்சுது ஆக்சுவலா பகவானுக்கும் ஆமா பெரிய பொருளா மாறிட்டேன்றது எனக்கு மாத்திரம்தான் தெரிஞ்ச விஷயம் அண்ணாக்கு எப்படி தெரியும் அம்மாவுக்கு எப்படி தெரியும் இது வந்து உலகமே ஏற்றுக்காதே அதனால் தூக்க அப்படின்னு போனாரு அப்புறமா என்ன சொல்லியிருக்காரு பகவத் வச்சனாமதத்தில் இந்த மாதிரி வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த காலத்திலேருந்து எல்லாருக்கும் உடனே என்ன உனக்கு இந்த மாதிரிலாம் உனக்கு வந்து உள்ள வந்துடுத்துன்னா உடனே எங்கேயோ போயிடணும் இல்லையா வந்து பற்றெல்லாம் போயிடுது என்னப்பா பண்ணுறது கூட்டுக்குள்ளே இருக்கும் பெரிய பொருள்ன்ற பெரிய பொருள் நம்மளை தாக்கி இருக்குன்றதையும் நம்ம உணர்கிறோம் இது ஒரு லவ் அஃபேர் மாதிரி உணர்கிறோம் கரெக்டாக உணர்கிறோம் அது அதனுடைய இது இல்லாமல் எப்போ பாரு அதனுடைய தாக்கம் தான் நம்மளுக்கு இருக்குன்றதும் உணர்கிறோம் அப்போ இதையும் அதாவது இதை என்ன பண்ணி தரு பாதகம் நான் கேட்குறேன் நம்மளுடைய அன்றாட பொறுப்புகளோ அந்த கதாபாத்திரங்களோ அவங்களுக்கு உண்டான கடமைகளும் அது என்ன பண்ணித்தோம் ஒரு குழந்தைக்கு பண்ண வேண்டிய கடமை என்ன பண்ணித்தோம் அந்த குழந்தை என்ன அறியும் அதுவும் இதை அடையணும்ல அப்போ எவ்வளோ பொறுமை காமிக்கணும் நான் எனக்கு வந்து பன்னெண்டு வயசில் எனக்கு இந்த உணர்வு ரொம்ப பயங்கரமாக போய் நானும் இப்படி தான் பழைய படி தான் நினைச்சேன் வீட்டில இருந்து பண்ண முடியாது சொல்லுக்கு வீட்டில இருந்தால் நடத்த மாட்டாங்க அப்புறம் பணக்கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் வீட்டில் எல்லாருக்குமா எங்கள் அம்மான் கிட்டே கேட்டேன் மூணு தடவை கேட்டேன் மூணு தடவை இல்லை இங்கே போய் சாதிக்க முடியாது இங்கே சாதிக்க முடியாது அங்கே சாதிக்க முடியாதுன்னாங்க புரியுதான் என்னவோ இருக்குது இதுலேயும் இருக்குது விஷயம் எங்கள் அம்மாவே எனக்கு ஊரு எங்கள் அம்மா சொன்னாங்க இங்கே சாதி நீ முதல்ல நீ என்ன பெரிய யோகியாவோ என்ன என்னவோ நீ ஃபீல் பண்ணுறியோ அது எனக்கு தெரியாது எனக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை ஆனால் இங்கே சாதிக்க முடியாத இடத்த மாற்றினா சூழலை மாற்றினா ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு போய் உட்கார்ந்தா அந்த புது சூழல் வந்து கொடுக்காது எல்லாம் வெளியிலேருந்து வரதில்லை உள்ளேருந்து தான் வருதுன்றது எங்கள் அம்மா தான் எனக்கு முதல்ல சொன்னார் உடனே பண்ணேன் சரி ஆமாம் இப்போ வந்து இமீடியட்டாக இன்னைக்கு எனக்கு இப்போ பணம் வேணும் அப்படின்றா எங்கள் அம்மா அப்போ பதினாறு வயசுலேருந்து வேலை பண்ண ஆரம்பித்தேன் சொல்லல பியூசி முடிச்சதுலேருந்து ஈவினிங் காலேஜ் படித்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்போது எனக்கு வந்து அந்த இருபத்தி மணி நேரம் போடலை என்னுடைய சாதகத்துக்கு இந்த இது வந்து எதுவுமே கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது எதுவுமே கம்ப்ளைண்ட் கிடையாது ஒரு ஒரு கூட பிறந்தவா வந்து என்னை நேக் பண்ணுறதோ இல்லாட்டி ஆஃபீஸில் இருக்கிறவா வந்து பாஸ் வந்து என்னை இது பண்ணுறதோ அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல எனக்கு படிக்கிறது கூட எனக்கு வந்து ஒன்றும் தெரியல அதுவும் முடிக்கணும் அவ்வளோதான் இது வந்து இந்த வெளி அப்பியரன்ஸுக்கு வந்து இது வந்து பதினாறு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசுன்னு குரோனாலஜிக்கலாக போயிண்ட் இருக்குது புரியுதா இதையும் எதையும் கம்ப்யூ கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது அது பெரிய பொருள் பேருப்பு அதில் டைமே கிடையாது புரியுதா இது வந்து அல்ப இருப்பு புரியுதா சின்ன இருப்பு சிற்று இருப்பு சிற்று உணர்வு இது வந்து ஒரு ஒரு செகண்டுக்கு ஒரு வேலை தான் நீங்கள் பண்ண முடியும் ஒரு வேலைக்கு நீட்டாக பண்ண முடியும் ஆனால் இதுலேயும் நம்ம மிளறலான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் கூட எனக்கு சாப்பாடு மாதிரி ஆயிடுது புரியுதா ஒரு ஒரு சின்ன ஒரு டோட்டல் போடும்போது கூட வந்து நான் என் மனத்தை பார்ப்பேன் பொறுமா அந்த காலத்துல கால்குலேட்டர் தான் கால்குலேட்டர்லேயே தப்பு நடக்கும் புரியுதா ஏன்னா ஆறு டிஜிட் எட்டு டிஜிட்டெலாம் அந்த அன்னிக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும் ஸோ எல்லாம் இது போடும்போதே வந்து பார்க்குறேன் டேல்யூ ஆகலை பார்த்தா என்னன்னு பார்த்தா மேலே அடித்த இம்ப்ரெஷனு அந்த பேப்பரில் கட்டாகி வேளில போயிடுச்சு ஒரு அடிச்சிருக்கேன் ஒரு ஐட்டம் அடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து அங்கே ஸ்லிப்பாக இருக்குது அப்போ அதெல்லாம் தெரியும் ஒன்றும் இல்லை இந்த இதுல இந்த கம்ப்யூட்டர்ல அடிக்கும் பொழுது ஃபாஸ்டா அடிக்கும் பொழுது இல்லாட்டி டைப்ரைட்டர் இல்லை அந்த காலத்தில் டைப்ரைட்டர்ல அதில் அடிக்கும்போது ஃபிங்கரிங் அப்படி மாறும்பொழுது மிஸ்பெல்லாகும் பொழுது உணர்வுல விரல் தானே போய் அடிக்கிறது மனசில் ஸ்பெல்லிங்றது டபுள் எல்லை அடிக்கிறது போயில ஒரு எல்லை அடிச்சிட்ட ஒன்று தப்பி போறது போகுதும் இன்னொரு எல்லை அழுத்தலை நம்ப அப்படின்னு ரிவர்ஸ்ல வரது மொதக்குண்டு அவ்வளோ சென்சிட்டிவ் ஆகும் ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறது உணர்வு பேரறிவு பேரறுப்பு அது நம்ம வரல் வழியாக நம்ம கவனத்திலேருந்து புத்தியில் உணர்ச்சி வழியாக இறங்கி எண்ணெய் வழியாக அந்த ஓடோட நம்ம உள்ளே பேசிகிட்டே அடிக்கிறோம் அப்படி பார்த்துட்டே அடிக்கும் போது அப்படியே வெறு வெறுனு அடிச்சுட்டு இருக்கோம் அப்படி அடிச்சிருந்தால் கூட இந்த கண்ணு வெறுமை எல்லாமே ஊடகங்கள் உள்ளே நேரடியாக பேரறிவு தான் இருக்குது அதுக்கு அந்நியமாக ஒரு தவறு நடக்கக்கூடாது தப்பு நடக்கூடாது ஸோ அந்த ஃபிசிக்கல்லாம் கூட பர்ஃபெக்ஷன் கிளீனாக வந்துடும் ஆ பாப்போ எல்லாம் ஒரு ஒரு பொருள் தான் இருக்கு ஆனா எப்படி சொல்றது ஏதா சொல்றது அதனாலதான் பன்னெண்டு பதிமூணு வயசுல இருந்து ஆரம்பிச்சுதான் இது ஆனா என்ன சொல்ல வரேன்னா நானு உங்களுடைய இந்த ஜென்மம் இந்த கதாபாத்திரங்கள் உங்களுடைய கதாபாத்திரங்கள் உலகத்துல இருக்கிற அத்தனை பேருடைய கதாபாத்திரங்கள் இந்த சூழல்களுக்கு வந்து ஞானம் கிடையாது உடம்புக்கு ஞானமே கிடையாது பொறுமா நீங்க வந்து ஆன்மீகமா இருக்கிறது ரேகான்ற உடம்பு கிடையாது வேகான்ற மனம் கூட கிடையாது எல்லாமுமே ஜட மொத்த விழிப்பு நிலையுமே வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு அதில் பெஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் நடந்தது என்னென்னா வந்து ஞான தவிப்பு வந்து பூர்வ ஜென்மத்தில் நீ நம்மளெலாம் ஒன்றா இருந்திருக்கோம் புரியுதா அதை விட்ட குறை தொட்ட குறை வந்து அது பர்ஃபெக்ட் பண்ணணும் அதனால் முன்ன பின்னே எல்லோரும் வரீங்க கரெக்டாக உங்களுக்கு யூடியூப்பில் தட்டுப்படுறது அடுத்த செகண்டில் நேரடியாக வந்து உட்காருறீங்க இப்போ ஆக வேண்டிய காரியத்தை தான் நம்ம கவனிக்கணும் அதனால வந்து ஆக வேண்டிய காரியம் என்ன உள்ள டீப்பாக போயிட்டே இருக்கணும் வெளியில பொறுப்புகள் ஒன்றுத்தையும் விடக்கூடாது யாரும் எதுவும் விடக்கூடாது மனைவியா இருக்கிறவ மனைவியா இருந்த எல்லாத்தையும் பண்ணணும் அட் த சேம் டைம் ஞானத்தில் மிளறணும் உள்ளுக்குள்ள பரம ஞானம் வந்து எல்லாருக்கும் ஞானம் கிடைக்கும் அப்படி பண்ணி அப்படி விஞ்ஞானமாக பண்ணினவர் மகரிஷி அந்த தானாயிரத்திலே தன்னை அறிதலாம் தான் இரண்டு அற்றதால் ஒன் தீ பெற நீங்க சொன்ன இல்லை ஒரு எக்ஸாம்பிள் அதாவது ஒரு விளக்கை ஏத்தின உடனே ஒரு கொகை இங்க இப்பதான் மனிதனாலேயே கண்டுபிடிக்கப்பட்டு அவன் போறான்னு வச்சுக்கோங்க அப்படின்னா பூமி எப்போ வந்ததோ அப்பத்துல இருந்து அந்த இருட்டு இருந்திருக்கும்ல இப்ப போய் ஒரு சின்ன தீக்குச்சி அவன் ஏத்தினான்னா பூமி பிக்பேங்கல வெடிச்ச இருட்டு இப்ப போச்சா ஸோ நம்ம சொல்ற அந்த டைம் இருட்டு பிசிக்கல் இருட்டு ஃபிசிக்கல் ஒளி சூரிய ஒளி கூட எல்லாமுமே வந்து அறிவில் வந்து சொட்டறிவில் பிரதிபலிக்கப்பட்டுன்னு இருக்கு எல்லாமுமே பொய் அதனால தான் பிரபஞ்சமே பொய் ஆதிஷங்கர் சொல்றார்ல ஜகத் மித்யா பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா பிரம்மன்றது என்ன பேருணர்வு நீங்க இப்ப விழிப்பு நிலையில என்ன பண்ற கேட்கறீங்க நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க வந்து மெருக திக்குங்கோ எவ்வளவு எவ்வளோ முடியுமோ மெருக திக்குங்கோ உங்க கையிலையும் மொபைல்ல வந்து கிடைக்கிற மாதிரி ஆசை தான் நான் பட்டுருக்கேன் உடனுக்குடனே எதுவுமே இங்க வந்து சீக்கிரட் கிடையாது எல்லாருமே வந்து இங்க முக்கியம் எல்லா ஜீவர்களுக்கும் எல்லா முக்கியமா ஆறாவது அறிவு கொண்ட மனிதர்களுக்கு பன்னெண்டு வயசுலேருந்து ஆரம்பிக்கப்படணுன்றேன் அவளுக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு ஆரம்பிப்போம் அஞ்சு கோஷங்களினுடைய சயின்ஸை ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம் அதை நீங்களாம் தான் சொல்லி கொடுக்கணும் புரியுறதா அங்கங்கே இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் நினைக்கிறது என்ன என்னுடைய இது வந்து விஷன் விஷன்னு சொல்லலாம் என்ன விஷன்னு எழுநூத்தம்பது கோடி மக்களுக்கும் வந்து இது வந்து பன்னெண்டாவது வயசு பத்தாவது வயசுல இருந்து ஏன்னா பன்னெண்டு வயசு வரைக்கும் அது ஒரு ஆக்சுவலி அனிமல் தான் தான் நம்ம குழந்தைகள் கரெக்டா ஏறி ஏறி குரங்காட்டமும் நாய்க்குட்டி ஆட்டமும் முயலாட்டமும் குதிக்கிறது ஆட்டம் போடுறதுதான் தெரியும் அது பண்ணணும் மருமகளிட்ட சொன்ன மூணு வயசாது நீ இப்ப ஒரு விளையாட்டு விளையாடுவோம்ல அப்படியே லண்டன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கை கால் எல்லாம் நிறுத்திட்டு அப்படியே நிக்கணும் அப்படி அந்த விளையாட்ட சொல்லி கொடுனா இப்ப ஒரு அந்த மாதிரி எந்த அப்படியே நிக்கணும்னு ஆச்சு இப்பதைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த விளையாட்டு விளையாட்டுனா தான் செய்யும் அது வந்து பாண்டித்தியம் கிடையாது அது வந்து அனுகிரகத்தினால ஒரு ஞானி இருக்கும் பொழுது உயிரோட இருக்கும் பொழுது அவரால் கிடைக்கிற விளக்கங்கள்னால அந்த சைன்ஸ் செட் பண்ணப்படுறது திருப்பி அவர் சந்நிதி வந்து எல்லாரையும் போய் தாக்குறது அந்த உண்மை போய் தாக்குறது எந்த உண்மை பரம்பொருளே இல்லாட்டி பரம்பொருள் வந்து டபல் இருட்டுமயமா ஆயிடுது பல கோடி வருஷத்துக்கு இருட்டுமயமாடுது அதனாலதான் என்ன சொல்றாங்க ஒரு ஒரு யுகத்துக்கு ஒரு ஞானி துவாபர யுகத்துல கிருஷ்ண பரமாத்மா திரேதா யுகத்துல ராமாவதாரம் அப்படின்லாம் ஏன் சொல்றா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன புத்தரை சொன்னேன் அப்புறம் பகவான் பகவானை கூட என்ன பண்ணிட்டா அமைக்கிட்டா அமைக்கிட்டான்னு என்ன செய்க்கிட்டா ஒரே பாட்டாக பாடிட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு எப்போற்பட்ட ஒரு நிற்கணும் இந்த பிரபஞ்சம் முழிச்சுக்கணும் இல்லையா அதை நம்ம பண்ணுவோம் எல்லாரும் அந்த சயின்ஸை வார்த்தைக்கு வார்த்தை எடுத்துகிட்டு போவோம் பன்னெண்டு வயசுலேருந்து விளையாட்டுத்தனமாக கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்போம் எல்லோரும் நான் என்னுடைய இது வந்து நான் சொல்கிறேனே ஒரு ஒரு டவுனுன்னு இருக்கு வச்சுக்கோங்க இப்போ குரோம்பேட்டு நீங்கள் எங்கெந்த மாடம்பாக்கத்துலேருந்து வர தாம்பரம் மாடம்பாக்கம் நீங்க எங்கே இந்த வரையில் பாண்டிச்சேரி அந்த ஒரு லொக்காலிட்டி இருக்குல்ல அந்த லொக்காலிட்டியில் ஒரு சென்டர் இருக்கணும் அங்கே வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஹால் இருந்தால் போகிறோம் அங்கே வந்து மீடியாப்ப வசதி இருக்கு வாட்ஸ்அப் அடித்த உடனே உலகம் புற போகிறது ஜிமெயில் அடித்த உடனே போகிறது வீடியோ கான்ஃபரன்சிங் போறது நம்ம எல்லாத்தையும் இந்த யூனிவர்சிட்டியை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுவோம் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு இருப்பதாயிரம் டவுன்ஸ் இருக்குது வச்சுக்கோ முப்பதாயிரம் சென்டர்ஸ் இருக்குது வச்சுக்கோ இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு ஒரு பதினஞ்சு சென்டர் இருக்குது வச்சுங்கோ எல்லாரும் டக்கு டக்குன்னு போகிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணணும் என்ன பண்ணணுன்னா வந்து இந்த ஆப் மூலமாக மொபைல் மூலமாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சசங்கங்கள் பெரியவங்களுக்கு சசங்கங்கள்லாம் போகணும் ஸ்கூல்ஸில் வந்து கிளியராக வந்து இந்த சசங்கத்தினால பலம் பெற்றவர்கள் இந்த குவாண்டம்ஸ் குவாண்டம் சயின்ஸ் தானே இது குவான்டம் இன்ஜினியரிங் படிக்க போகிற குவான்டம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிக்க போகிற அதெல்லாம் நம்புகிற விசைகளெல்லாம் நம்புகிற இது விசைக்கும் கீழே இருக்குல்ல இது தானே டிசைட் பண்ணுறது புரியுதா எழுந்துட்ட விசைகளை ஒரு விஞ்ஞானி போய் பார்க்குறாரு ஃபோர்ஸஸை போய் பார்க்குறாரு கிராவிட்டியை போய் அனலைஸ் பண்ணுறாரு எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸை என்ன கையால் பிடிச்சி கொடுக்க முடியுமா ஆனால் ஸ்பெக்ட்ரம் வேவ்ஸாக மொபைலில் சிக்னல்லாக வருதா இல்லையா நம்மளாம் சிக்னல் டவர்ஸ் மாதிரி தானே இருக்கும் உள்ள மெய்ஞானம் தானே அப்படின்னா அதனுடைய மையமாக இருக்கணும் அதை அப்போத்துக்கு வந்து அந்த பசங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூல்ஸில் ஆரம்பிச்சுருவோம் மற்றபடி அந்த சொசைட்டிக்கு அந்த சமூகத்துக்கு ஒரு தெருவில் இருக்குது அந்த சுற்றி வந்து ஒரு இருபதாயிரம் பேர் இருக்காங்கன்னா அந்த இருபதாயிரம் பேர் வந்து தினம் இதே மாதிரி பதினோரு மணிக்கு பதினொன்றுலேருந்து ஒன்று சந்தேகங்களை வந்து கேட்டுகிட்டே இருந்தோம் அப்புறம் அங்கே வந்து இந்த சும்மா இருவ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நிறைய வந்து தியானிப்பவனே இல்லாத ஃபஸ்ட்டு உண்மையெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபார்முலா மாதிரி சொல்லிவிடுவோம் தத்துவத்தை சொல்லிடுவோம் தத்துவம் என்ன இப்ப வந்து கிராவிட்டின்றது என்னங்க ஒரு தத்துவம் புவியீர்ப்பு விசைன்றது என்ன ஒரு தத்துவம் அது வந்து இன்னொரு கிரகத்தோட இன்னொரு சேட்டிலைட்டு சொல்லப்படுற ஒரு நிலாவோட மூணோட ஒப்பிடப்பட்ட ஒரு தத்துவம் நிலால கிராவிட்டி கிடையாது அப்படின்னா இங்க என்ன கிராவிட்டி இருக்கணும் பவர்னா இங்க என்ன சொல்றா ஜி தேர்ட்டி கிராவிட்டின்ற வார்த்தையை ஜியோட குறிப்பிடுறா அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் அளவுன்றது ஒரு ஒரு பரிமாணத்தை கொடுந்துட்டா சயின்ஸில் கொண்டு வந்திருக்கா அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்டிவ் வேவ்ஸ் வந்து சிக்னல்ஸ்ல வருது சில இடத்துல சிக்னல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு சில இடத்துல இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றா வீக்கா வருது சிக்னல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றா இதெல்லாம் குவாண்டம் தானே அந்த மாதிரி நம்ம இந்த பஞ்ச கோஷங்கள் சயின்ஸை நம்ம ஆரம்பிப்போம் பஞ்ச கோஷங்கள்ல வந்து மனத்துல வந்து ஒரே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனோமய கோஷால தாண்டவமாடும் அப்புறம் அஞ்சு அஞ்சு இந்த ஞான புலன்கள் இருக்கும்ல புலன்களில் புலன்கள் மூலமாக வெளியில் அவள் அலையிறது மனத்தில் தான் அலை போகிறா எல்லோரும் மனத்தில் புலன்களினுடைய வீச் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து எல்லாமே வந்து அந்த குவாண்டம் ஃபீல்டு எல்லாமே வந்து பசங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தணும் அறிமுகப்படுத்தணும் அதாவது வந்து நீ வந்து இப்போ வந்து உள்ளே வந்து ஒரு காட்சியும் பார்க்காம நில் அப்படின்னு பழக்கப்படுத்தணும் காட்சியை பார்க்காம வெறும் அது இருட்டோ என்னவோ முகத்துக்குள்ள கண்களுக்கு உள்ள மண்டைக்குள்ள ஏதோ சொல்லுவோம் அதை சொல்லி அதை பார்க்க ஆரம்பி அது என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா சொல்லின்னு போகிறேன் அப்படின்ட்டு ஏகப்பட்டது இருக்குது ஏன்னா எவ்வளோ நுணுக்கத்துக்கு போகிறோமோ சயின்ஸ் வந்து அங்கே இருக்கு நான் சொல்கிறது விளங்குறதா அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்போது ஆல் ஓவர் த வேர்ல்டே பிரிச்சுடணும் மொத்த வேர்ல்ட பிரிச்சிடணும் வெறும் தமிழ்நாடு மற்றம் இல்லை தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்படட்டும் எல்லாத்துக்கும் ஸ்பான்சர்ஸ் வரணும் ஏன்னா இதா மனித சமுதாயத்தை பத்தி இங்க உள்ள சரியா இருந்தது தானே அற்புதமா இது வந்து பூலோகமே இதுவாயிடும் பரம்பரைய சாம்ராஜ்யம் ஆயிடும் கரெக்டா எல்லாரிலையும் இது வந்து உணரக்கூடியது தாகத்தை வந்து எனக்கு நான் தான் சொல்லணும் அத போல மெய்ப்புருளை நான் தான் உணரணும் நான் தான் உள்ள வரணும் உள்ள என்ன இருக்குன்னு தெரியணும் எனக்கு வெளியில் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வீடு இருந்தால் நன்னா இருக்கும் இந்த வீட்டில் இந்த சௌகரியம் இருந்தால் நன்னா இருக்கும்னு ஸ்தூல சௌகரியங்களை எதிர்பார்க்குற ஒரு மனிதன் எதிர்பார்க்குற தானே உள்ள வந்து யாருன்னு தெரியாமல் அவ எதிர்பார்த்து என்ன எதிர்பார்க்காம இருந்து என்ன அப்புறம் என்னுடைய ஆரம்பம் வந்து பிறப்பு அப்புறம் எனக்கு ஒரு டெத்து இருக்குது அப்படின்னு பயந்துண்டே நடுவில் வாழறதா இது வாழ்க்கை பிரித்து போட்டு வேண்டாம் கப்பு கப்புன்னு பிடிங்க எல்லோரும் எல்லாரும் என்ன பண்றோம் ஒரே ஏரியாவில் வீடு வாங்க போறோம் அந்த ஏரியா என்ன ஆகிடுறது காஸ்ட்லி ஆகிடுது ஒரு ஸ்கொயர் ஃபுட் வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஆறாயிரம் ஆகிடுறது ஏன் மரண பயம் எல்லாத்துக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா முடிவு இருக்கு எல்லாத்துக்கும் அதனால பேக்கிங் ஸ்டேட்ல போய் கிராப் பண்ணிக்கணும் அந்த இடத்துல கரெக்டா மரணி யாரு அப்படின்னா யாரு ஃபர்ஸ்ட் பெருந்திருப்பவனே யாருன்னு பார்க்கணுமா இல்லையா எல்லாத்துக்கும் சயின்ஸ் இருக்கணும் ஒரு காலத்துல நம்ம வந்து அடுக்குமாடி குடியிருப்பை பார்த்தது இல்லை இந்தியால பாம்பேல வந்ததுன்னு சொல்லுவா இப்போ நம்ம இருக்கிறத அடுக்குமாடி குடியிருப்பு தான் இப்போ ஏ எல்லாத்தையும் பொட்டி பொறாம ஏன்னா நிலை வந்து எண்டுக்கு வரப்போறது எல்லாருக்கும் எல்லாரும் பிறந்தவர்கள் செத்துப்பட போறோம் அப்படின்னா ஆரம்பம் முடிவுக்குள்ள பேக்கடு ஸ்டோரி இருக்கு எல்லாருக்கும் புரியுதா ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா அவங்க என்ன குடும்பம் அவங்க தாத்தா என்னவா இருந்தாரு அவங்களுடைய இவரு என்னவா இருந்தாரு அப்படின்னு எல்லாம் அவங்களுடைய ஆருஜின்லாம் விசாரிக்கிற ஆர்ஜினை விசாரிக்கிற நீ யாருப்பா ஃபர்ஸ்ட்டு பிள்ளைக்கும் பேரனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு அருஜின் விசாரிச்சுருக்க குளங்கோத்தனை விசாரிச்சுட்டு இருக்க நீ யாருப்பா மனிதன் யார் கரெக்டாக ஹேமந்த் லாஸ்ட் டைம் வந்தா இல்லையா வந்து நான் ஒரு முதல்ல கொஞ்ச நாள் கம்பல் பண்ண டென் மினிட்ஸ் உட்கார அப்புறம் உட்கார மாட்டேங்கிறான் சரி நான் விட்டுட்டேன் ஆனால் அவன் பேசுறதுலாம் வந்து இப்போ சும்மா விளையாட்டா சொல்ற கதைகள்லாம் கூட வந்து ஒரு போயம்ல வந்து இந்த வெற்றிடம் வெற்றிடம்ல செவ் இருக்கு இப்போ இது அடைச்சிருக்கிறது வெ மாதிரி சொன்னா நேற்றுக்கு இன்னைக்கு காலையில் கூட ஒரு கதை சொன்னா ஒரு நாய்க்கு காசு சாப்பாடு போடாம பர்சியோட ஒரு அம்மா சாப்பிட்றாங்க நாய்க்கு போட்ட உடனே நாயோட பசி தீர தீர இவங்களோட தாய்மை வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னான் ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு அவனோட மெச்சூரிட்டி புரியுது நான் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கும் எனக்குள்ள இருக்கிற நான் நான் போய் அவனுக்கு சொல்றதுக்கு நான் யாரு அதனால நான் பேசாம இருந்துடுறேன் நீங்க சொன்னீங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னீங்கம்மா இப்போ என்னோட ரோல் நான் சொல்லிக் கொடுக்கணுமா இல்ல அமைதியா இருக்கணுமா இல்லம்மா இது வந்து அதாவது நான் சொல்லிக் கொடுக்கணும்ன்றது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அதை அதை விஞ்ஞான பூர்வமா ஆக்கணும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி எப்படிமா இருக்குது உடனே வந்து ப பதினெட்டு புராணங்களை ஒரு பெரிய புராணத்துலேருந்து என்னென்னோ புராணங்கள் சொல்கிறா இல்லாட்டி வந்து வேதங்கள் இல்லாட்டி உபநிடனங்கள் அப்படின்னு போகிறது ஒரு மதத்துக்கு இருக்குது அந்தந்த புத்தகங்கள் இருக்குது சரி புத்தகங்கள் இருக்குப்பா ஆனால் உள்ள சொல்லப்படுற விஷயம் எல்லாமே ஃபார்முலா தானேப்பா இப்போ வந்து ஒரு தண்ணீர் ஒரு ஒரு டிராப்லெட் ஆஃப் ஒரு நீர்த்தூளியை வந்து ஹெச் டூவோன்றோம் அது ஒரு ஃபார்முலாவா இல்லையா ஃபார்முலாவுக்குள்ளே கொண்டு வந்தோமா இல்லையா ஃபாரின் கீட்டில் இல்லாட்டி சென்டிகிரேட்டில் வெப்பம் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறோம் அது வந்து ஒரு ஃபார்முலாவா இல்லையா அந்த மாதிரி வந்து மனம்னாலே இப்படி தான் எண்ணங்களாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் எல்லாருமே சொல்லி கொடுக்கலாமே எண்ணங்கள்லேயும் நம்ம பாட்டங்காண்டோமே கரெக்டா ஒரு ஒரு நான்ல எழுந்துட்ட ஒரு பய எண்ணம் நம்மளை போட்டு உளுக்கிறதா இல்லையா எண்ணம்னா என்னன்னு பண்ணி அது பெருதான மெய்ஞ்சான யூனிவர்சிட்டியா இருக்க முடியும் மெய்ஞான பல்கலைக்கழகமா இருக்க முடியும் அதை வந்து உணரவா எல்லாருக்கும் அந்த தகுதி வந்துட்டே இருக்குமே கரெக்டா எதுக்கும் நீ ஆட்டங்காட வேண்டாம் உட்காரு போடு டைம் போடு மனத்தை கடக்கிறதுக்கு எவ்வளவு எண்ணவனா வரட்டும் ஒரு குழந்தை வந்து உட்கார முடியலன்னு வச்சுக்கோங்க எல்லாம் என்ன நான் என்ன சொல்றேன் இன்னொன்னு காலத்தை கடந்து வந்துட்டு இருக்குன்றேன் இங்க வந்து ரேகான்றது இன்னைய தோற்றம் இந்த க்ஷணத்தினுடைய ஒரு டெம்பரரி உண்மை அவ்வளவுதான் ஜெயலக்ஷ்மின்றது இப்பதான் உங்க மனத்துல நீங்க உற்பத்தி பண்ணிட்டே இருக்கீங்க ஜெயலட்சுமிய இந்த உடம்ப நான் உற்பத்தி பண்ணிட்டே இருக்கேன் அஞ்சு கோஷங்கள் மூலமா உற்பத்தி பண்ணிட்டே இருக்கேன் ஏன்னா நான் ஆன்ம பொருளை அரியல என்ன உற்பத்தி பண்ணிட்டு இருப்பேன் இங்க உற்பத்தியே எங்க ஆயின்ட்டு இருக்கு உற்பத்தி பண்ற பொருள் என்ன பண்ணப்பட்டது என்ன அப்படின்றையும் கால தேசம் இல்லைன்றதெல்லாம் நம்ம ஆரம்பிச்சிருவோம் ஆனா வெளியில இருக்குன்னு சொல்லுவோம் புரியுதா இந்த மெய்ஞானத்துல மாத்திரம் என்ன ஆகும் வெளியில இருக்குப்பா நீ படிக்க வேண்டிய எக்ஸாம் வந்து இருக்கு ஆனா வந்து உள்ள உண்மையில காலம்ன்றது இல்லை இப்போ எச் டூன்ற ஒரு எழுத்துக்கள்ல வந்து உண்மையான தாகம் அடங்கிடுமா அங்க இருக்குங்க உணர்ச்சி இங்க தானே இருக்கு தண்ணியா தன் சாந்தப்படுத்திக்கிறது தாகம் கொண்ட நாக்கு வறண்ட நாக்கு தானே அப்படின்னா இந்த உடனோடைய சயின்ஸு வரணுமா இல்லையா இதுக்கு ஒரு சயின்ஸ் இருந்தாகுமா இல்லையா நீங்க அதான் சொல்ற இதெல்லாம் அந்த தகுதி வரும் பொழுது அப்ப வந்து ஹேமந்தே சொல்லி அங்க பாத்தீங்கன்னா அறிவில் இருக்கிற வித்தியாசம் வந்து பதினாலு வயசு ஆமா பதினாலு வயசு நீங்க நினைச்சுருக்குது பதினாலு வயசு உங்க பிள்ளை நீங்க நினைச்சுருக்கீங்க நான் தான் டைமே இல்லைன்றேன் அது எந்த சூழ்நிலை தெரியாது உங்களுக்கு நம்ம அன்னைக்கு வந்தோம் அந்த நீர்க்குமியை ஜஸ்ட்டு உடச்ச உடனே அது டபக்குன்னு மிளிறுத்து அதனால தான் போட்டேன் என்ன போட்டேன் நான் ஆன்மஞான விதை முளைத்து விட்டு முளைவிட்டது அப்படின்னு போட்டேன் ஏன் போட்டேன் அற்புதமான இது அவன் அற்புதமான சோல் எனக்கு தெரியுது பட் அது வந்து அது அது அது அதுவே அவன் அவன் லட்சம் பேர் கற்றுக் கொடுக்கணும் அப்படி ஆகும் அவனை மற்ற இது பண்ணோன்னா இந்த மெய்ஞான பல்கலைக்கழகத்தில் இது பண்ணோன்னா அவன் அப்படி கற்றுக் ஏன் நான் வந்து அவன் நேர பார்ப்பான் ஏன்னா குழந்தைகள் கிட்ட களங்கமே கிடையாதுங்க அதுங்களுக்கு வந்து மெயின் ஆன டவல் வந்துடுங்க என்னன்னு தெரிஞ்சிடும் எண்ணம்னா என்னன்னு சொல்லிடுவான் உணர்ச்சின்னா என்னன்னு சொல்லிடுவான் அப்புறம் நான் பாவம் எங்க எழுந்துக்கிறதுன்னு சொல்லிடுவான் அதனால தான் ரைப் ஏஜ் வந்து பன்னெண்டு வயசு அதனால தான் இந்த சமூகமே மாறிடும் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தையில இருந்து ஆரம்பிச்சோன்னா அது குத்தம் எப்படி வரும் அட போப்பா இது வந்து தாட்ஸில் போய் சிக்கின்னு இருக்கேன்னு பெரியவாளுக்கு பெரியவாளுக்கும் சொல்லிக்கணும் பெரியவான்னு சொல்கிறதுலாம் உடம்புங்க நம்மளை பொறுத்த கரெக்டா பெரியவா சின்னவெல்லாம் உடம்பு ஆனால் ஞானம்ன்றது வந்து உடம்பை கிடந்தது டைமை கிடந்தது அஞ்சு கோஷம் எண்ணங்களையே கிடந்தது அதனால்தான் எந்த இதில் எந்த இது இருக்கும் ஞானி இருப்பார்னு சொல்ல முடியாது ஆனால் கொண்டு வர வேண்டின்றது நம்மளுடைய கடமை அதனால் கிடையாது தானவே முளைவிட்டுடும் வீட்டுக்கு வீடு பேசப்படும் பொழுது இது வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஏன் துன்புறுறீங்கன்னா தாத்தா நீ ஏன் சலிக்கிறேன்னு ஒரு பேரனே சொல்லுவான் நீ ஏன் சலிக்கிறேன்னா உணர்ச்சியை வந்து ரொம்ப கொண்டாடுறேன்னு மனத்த அளவுலயே வேறு வேறு விதை உழைக்கிற அளவுலயே கண்டுபிடிக்கிறது தானே உண்மையான மருத்துவம் மெய்ஞானம் தானே மருத்துவ மருத்துவத்தை கரெக்டாவே செட்டரக்ட் பண்ணும் டாக்டர் வந்து பிசிக்கல் உடம்பு ட்ரீட் பண்றாரு மனத்தை யாரு ட்ரீட் பண்றா அப்போ வந்து இங்க வயசு வித்தியாசம் இருக்காது அப்புறம் இன்னும் என்னென்னலாம் நடக்கும் தெரியுமா இப்போ சித்துக்கள்லாம் அதுல இருக்கு சித்துக்கள்னா சித்து உடனே மேஜிக் பண்றது நான் சொல்லலை இங்க வந்து